பயணம் என்பது வேதனையின் ஒரு பிரிவாகும் அது உங்களில் ஒருவரது உணவையும் பானத்தையும் தூக்கத்தையும் தடுத்துவிடுகிறது உங்களில் ஒருவர் பயணத்தில் தன் குறிக்கோளை நிறைவேற்றி கொண்டால் அவர் தன் குடும்பத்தாரிடம் விரைந்து திரும்பட்டும் என நபிசல்லாகுலி விஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் என அபுரையிலால் எல்லா அறிவிக்கின்றார்கள் அதீஸ் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு